மாத மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தும் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தைக்காக மறுபடியுமாக இந்த செய்தியை கேட்கிறதான அனைவருக்கும் இங்க கூடியிருக்கிறவர்களுக்கும் ஆன்லைன்ல கேட்கிற எல்லாருக்கும் கூட உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதம் இது நீங்கள் கைவிடப்படாத மாதம் என்று நாம் அனுபவிக்கிற ஒரு மாதம் எந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களால் திரும்பி வரக்கூடும் சூழ்நிலையாக இருக்கட்டும் கஷ்டத்தின் நிமித்தமாக ஒரு சூழ்நிலையா மனிதர்களால் வருகிற உபதிரவங்களா அல்லது ஒடுக்கப்படுகிற சுச்சுவேஷனா இருக்கட்டும் நீங்க இழந்த அல்லது நீங்க விரும்பினது நடக்காத ஒரு காரியமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் முடக்கப்பட்ட ஒரு முடங்கின நிலவரத்தில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களால் திரும்பி வரக்கூடும் என்று சொல்றது ஒரு அற்புதமான பயணத்தை தான் இந்த மாதத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து நாம் தியானத்து படித்துக் கொண்டிருக்கோம் இந்த காலவலையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி உண்டு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று வெரி குட் தேங்க்யூ சோ மச் ஆண்டவர் என்றும் கைவிட மாட்டார் நான் உங்களுக்கு இந்த செய்தி ஆரம்பிக்கும் புலம்புலின் புஸ்தகத்தினுடைய சில சுவாரஸ்யமான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன் இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னுடைய செய்திக்குள்ளாக நம்ம போகிறோம் நாம் இதை ஒரு இன்ட்ராக்டிவ் ஆஹ் மெசேஜாக நாம் கொண்டு போயிட்டு இருக்கோம் அதாவது என்னென்றால் இந்த புலம்புளின் புஸ்தகம் ஐந்து கவிதைகளாக ஐந்து ஒப்பாரிகளாக ஐந்து புலம்பலின் கவிதைகளாக இருக்கிறதை நாம் பார்த்தோம் அப்படிதானே முதல் கவிதை எதை பற்றி குறியிடுகிறது நிலையை பற்றி நான்காம் கவிதை அவர்கள் யாரு சத்துருக்கள் பகிர்ந்தை குறித்தும் ஐந்தாம் கவிதை நாம் நாம் எல்லாரும் திரும்பி எழும்புவோம் என்று சொல்கிற வி என்று சொல்லுகிற குறியீட்டோடு கூட பாடப்படுகிற ஒரு அழகான கவிதைகளை தான் நாம் பார்க்க இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த விசேஷத்தை இந்த புக்ஸுடைய இதில் வந்து யாராவது ஒரு கெஸ்ட் பண்ண முடியுமா அல்லது நீங்கள் இந்த புலம்பொழியின் புஸ்தகத்தில் நீங்கள் ஏதாவது பார்த்த ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு இந்த புலம்பொழின் புஸ்தகம் அகர வரிசையில் எழுதப்பட்டிருக்கிறது இதனுடைய ஒன்பி இதெல்லாம் வாசிக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு அதிகாரம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் இந்த நான்கு அதிகாரமும் மூன்றாம் அதிகாரம் எத்தனை வசனம் இருக்கு முதல் ஐ வித் அதுக்கூடியதாக ஒவ்வொரு கவிதைகள் 1, 2, and 4 அதிகாரம் அபவத்தை குறித்து என்ற கைவிட மாட்டார் அவர் புலம்புகிற இந்த புலம்பல் முதலாம் அதிகாரத்தில் கனத்தை குறித்தும் பாடிக்கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் எழுந்து நிற்கிறேன் சூறையாடப்பட்டது என்று சொல்லி அதற்கான ஒப்படே அல்லது மூன்றாம் கவிதை நான்காம் கவிதையோடு கூட ஒப்பிட்டு நடக்கிறதானினம் பார்க்க போகிறோம் எரிசிலமை குறித்து நானும் தான் என்பது பிள்ளைகளே இந்த காலவடையில கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக உண்மையான காரியம் நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பாதுகாப்புக்கும் தேவன் அவர்தான் சோர்ஸ் ஆக ஆதாரமாக இருக்கிறார் இந்த புலம்புலின் புஸ்தகத்தினுடைய ரீசன் என்னன்னா ஜனங்களுடைய முரட்டாட்டம் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை ஜனங்கள் எச்சரிக்கப்பட்டும் அவர்கள் அதை விட்டுவிட்டபடியினால அவர்கள் எப்படி போனார்கள் பாழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இருந்த காரியத்தை எப்படி இழந்தார்கள் என்று குறித்து புலம்பல் பாடுகிறார் ஆனால் அதே நேரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர்களுக்காக ஜெபித்து மறுபடியும் திரும்பி வரக்கூடிய நம்பிக்கையின் சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம் அதிகாரத்தில் இந்த சூக்கள் அவர்களை எப்படி பிடித்தார்கள் பிடிக்கப்பட்ட பொழுது அவருடைய பேசுகிற ஒரு அதிகாரம் ஒரு கவிதை தான் கேட்கிற அருமையான தன்னுடைய புத்தகத்தில் தீர்க்க தரிசனத்தை எழுதும்படி சொல்றாரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தடவையாவது பாபினோனை பற்றியும் அந்த ராஜாவை பற்றியும் காரணம் காட்டுறார் புலம்பின் ஒரு இடத்துல கூட பாபிலோன் பத்தியோ அந்த ராஜாவை பற்றியோ பேர் சொல்லல ஏ முடித மட்டுமல்லாவுக்கு ரீசன் அவங்க இல்லைன்றது நல்லாவே தெரியும் அல்லது நாற்பது வருஷ் எ அவர்களுக்கு சொன்னதான அந்த வார்த்தைகளை அவர்கள் கேளாமல் அவர்கள் அற்பமாக நினைத்து அதை சாதாரணமாக எடுத்தபடியால அவர்கள் என்ன பண்ணார்கள் அவர்கள் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் நம்ப முடிகிறது அதனாலதான் இரண்டாம் அதிகாரத்தில் தேவனை குறித்து அவ்வளவு புலம்பினாலும் இரண்டாம் அதிகாட்டு முடிவில் வேற வழியில குமாரத்தே நீ என்ன பண்ணியும் தேவசமுத்திரியுங்கள் ராம் முழுதும் நீங்கள் கூக்கள் இடுங்கள் இருதைத்து நீங்கள் அலறுங்கள் என்று சொல்லி அவர் தேவனத்தில் திரும்புகிறார் அல்ல ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருந்து சேர்க்கிள் போயிட்டார்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்ப இந்த நான்காம் அதிகாரத்தில் விசேஷமாக நான் உங்களுக்கு சொல்ல போனால் வாசிங்க பார்க்கலாம் இந்த நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாசிங்க நான்காம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இந்த அவர்கள் கை சிறைப்பிடிக்கப்பட்ட அவங்களுடைய நிலவரத்தை குறித்து சொல்லப்படுகிறது ஆஹ் பனிரெண்டாம் வசனத்தை பாசுங்க என்ன நல்ல கவனிங்க பிள்ளைகளாக இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற மேன்மைகள் நமக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறதான ஏராளமான காரியங்களை குறித்து நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த எரிசிலம் என்ன இருந்தது ஒரு In fact, Jerusalem was <laughs> like on the top of a sea. That's why Jerusalem was <laughs> like on the top of a sea. That's <laughs> why Jerusalem was like on the top of a sea. அதனோட வர்த்தகம் அவ்வளவு இதுவா இருக்கும் ஆடலும் பாடலும் பண்டிகைகளும் அவ்வளவு தான் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டர் நமக்கு கொடுத்தார் ஆனால் நான் நடுவில் பாருங்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு அப்படி இருந்தும் இன்னைக்கு வாசிக்கிற வசனத்துல பார்க்கிறோம் பகையினும் சத்துருக்களும் உள்ள வருவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கல ஏன் ஜனங்களே எதிர்பார்க்கல இஸ்ரோலே எதிர்பார்க்கல மத்த எகிப்துல இருந்து ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி கொண்டு வந்தார் அவர்கள் நம்பவே முடியல இவர்கள் மேல எதிரிகள் வருவார்களா இவர்கள் மேல சத்துக்கள் வருவார்களா என்று அவர்கள் நம்ப மாட்டாத ஒரு சூழ்நிலை தான் அரசாங்கம் இஸ்ரோவேல் மேல் தாக்குதல் நடத்தி அவர்களை சிறைப்படுத்திக் பண்டிகின் சந்தோஷம் போயிடு மேன்மை போய்விட்டது தன்னுடைய முதன்மை இடம் போய்விட்டது போய்விட்டது தன்னுடைய பிள்ளைகள் தாய்மார்கள் பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டாங்க அந்த அவர்கள் பொய் திரு பொய்யான நடத்திற்கும் இடம் கொடுத்ததனால இவர்கள் எதிரியின் கைகளில சிக்கம் உண்டவர் பிறகு சிறைப்பட்ட பிறகு அவர்கள் அங்கு வேதனைப்படுகிற அந்த நிலவரத்தை பார்க்கணும் யாரும் நம்ப முடியாத சூழ்நிலையில அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் எதிரிகளும் கூட கூட அண்டிகள் பக்கத்து நாடுகள் கூட நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில எதிரிகள் வந்து இவர்களுடைய அறங்களை நிர்மலமாக்கி இவருடைய மதில்களை தாண்டி இவர்களுடைய பட்டணங்களை சூறையாடி இவருடைய பெண்களையும் வாலிப பெண்களையும் கன்னிகைகளையும் வாலிபர்களையும் சிறையாக கொண்டு போகிறார்கள் என்ன கேட்கிற அருமையான தேவே இந்த உலகத்தில் நாம் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற எல்லாரும் தேவனை அழைத்தார் என்று சொல்லுகிற ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் நம்மை இந்த பூமியில் அழைத்து வேறுவரித்து நம்மை அவருடைய சுதந்திரமாக கொண்டு வந்திருக்கிறார் நாம் அந்த சுதந்திரத்திலையும் அந்த அடைப்பின் மேன்மையிலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள நம் கடமையாக இருக்கிறோம் இந்த இஸ்ரோல் ஜனம் என்ன பண்ணது கொஞ்சம் ஆயிட்ட அவர்கள் கொஞ்சம் இல்ல நாற்பது வருஷம் அவங்களுக்கு இறுதியும் கடினப்பட்டு நாற்பது வருஷம் அவர்களுக்கு செவி கொடுக்க முடியாமல் திரும்பி போயிட்டார் அதனாலோ அந்த நிலவரங்களை நீங்கள் பார்க்கலாம் அதைதான் ஒரு தேவண்ட பிள்ளை கத்துடைய சமூகத்தை விட்டு கத்தனை விட்டு தூரமாயிருக்கும் பொழுது நடக்கிறதான ஒரு நிலவரத்துக்கு இது அடையாளமாக இருக்கிறது தாக இதனுடைய காரணத்தை நம் பார்க்கலாம் இந்த பிடிக்கப்பட்டதான காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இவர்கள் தேவனை வெறுத்தபடினால தேவனை மறந்தபடினால நீங்க பதினாலாம் வசனமோ அல்லது நீங்க பதிமூணுல இருந்து இருபது வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதனுடைய பின்னணி இதனுடைய காரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் இந்த சிறைப்பிடிக்கப்பட்டத காரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்னை கேட்க அருமையான தேவண்ட பிள்ளையை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த இது ஒரு பாடமாக இருக்கிறது நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு வைத்ததான காரியங்களை எச்சிறப்பின் துணிகளை அல்லது தேவன் நமக்கு கூப்பிடும் பொழுது நாம் எந்த இடங்களில் விட்டு விடாதோம் என்றால் ஐநூத்தி எண்பத்தி ஆறு பீசில் நடந்த இந்த சம்பவத்தை குறித்து அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார் அவர்களுக்கு அவ்வளவு அழகும் மேன்மைகளும் கொடுத்தாலும் அநேகர் கைகளில் பணம் வரும்பொழுது நாம் விரும்பினது நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும் பொழுது இதுதான் இன்னைக்கு அநேக மக்களுக்கு நடக்கிறதான்னு ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேருக்கு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்ப நான் ஆவியான கண்டிப்பா எனக்கு அந்த நேரத்தில் சிரிப்பாதிக்கும் சில பிள்ளைகள்ல உருவாக்கும் பொழுது ஆனா வேலைக்கு போயிட்டு பயங்கரமா கவனிப்பா அப்படின் சொன்ன ஒண்ணும் நம்ம இதுக்காக இல்ல நாம அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறோம் அவ்வளவுதான் அதன்படிதான் இன்னைக்கு அவர்களுடைய எல்லாச்சுக்கெல்லாம் அந்த வளையத்தையும் அந்த பாதுகாப்பு நாம் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும் எதிரிகள் தேவாலயத்தை அவர்கள் அதை உடமையாக்கிக் கொண்டார்கள் இன்னொரு அங்க இருக்க தீர்க்கதர்சுகளும் ஆசாரியர்களுடைய பாவங்களும் கூட இந்த சிறைபிடிப்புக்கு மிகவும் காரணமாக இருக்கு அவர்கள் ஜ வழி கொடுக்கப்படவில்லை already one does he has already given of enough chance for everybody of us so when we turn back to him definitely there is hope definitely adinal in the jeremiah babilonne patti arasara patti ore edathil kuda inda adhikarathile பகைய நிறுவனம் எங்களை வந்து அடிச்சுட்டாங்க சத்துக்களை எங்களை இப்படி சூறையாட்டினாங்க சத்துக்களை எங்களுடைய பிள்ளைகளை இப்படி பண்ணாங்க நாங்க இப்படி அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க பாட்டை மறந்துட்டோம் எங்களுடைய சுதந்திரத்தை இழந்துட்டோம் எங்களுடைய மேன்மைகளை நாங்கள் கைவிட்டு விட்டுட்டோம் எங்களுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் விட்டுவிட்டோம் இப்ப நாங்க புலம்புகிறோம் என்று அந்த நிலவரத்தை தான் சொல்கிறார் காரணம் என்னவென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் இதனுடைய காரணம் என்ன எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளையை இந்த காலங்களில கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் இந்த கடைசி நாட்களில் இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்க போகிறது நடந்து கொண்டே இருக்கிறது அநேகர் அவர்கள் புறந்தள்ளுவார்கள் ஏன்னா கடைசி நாட்கள் நடக்க போகிற சில காரியங்களை அடையாளர்களை சொல்லும் பொழுதுல என்ன வாசிக்கிறோம் மனுஷர் எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியராக இருப்பார்கள் செல்ஃப் லவ் நடந்துட் நானே தான் கடவுள் நான் தான் எனக்குள்ள இருக்கேன் என்று சொல்லுகிற மாறி அது அதாவது மண்ணான மனிதனை மகிமையாக மாற்றுகிறது ஆண்டு சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட மறக்கக்கூடிய தருணங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும் இந்த எர்சுலேம் வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு நம்முடைய சூழ்நிலைக்கு நாம் நாம் நாம் பார்க்க வேண்டும் இந்த எர்சுலேம் பண்ண காரியம் எதனால தேவனை மறந்து அந்நி தேவர்களை பின்பற்றி விக்ரங்களுக்கும் பொய்யான காரியங்களுக்கும் பொய்தீர்க்களுக்கும் பொய்யான ஆசாரிய வழிபாடுகளுக்கும் தன்னை இணங்கி ஒப்பு கொடுத்ததுனால அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் தூரப்போனார்கள் சத்துருக்கள் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த வித ஒருவேளை நாம் பாவத்தின் பிடியில பாவத்தின் வஞ்சனையில இந்த கடைசி நாட்களில நடக்க சில காரியங்கள் தீவினைகளில் மாட்டிக்கொண்டு நீங்கள் தூரம் போயிருப்பீர்கள் என்றால் இந்த தூரத்துல இருப்பீர்கள் என்றால் அப்பொழுது தெரியாது நீங்க நீங்க பாருங்க ஒரு சிகரெட் பிடிக்கும் பொழுதும் சரி ஒரு சாதாரண ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது உனக்கு இனிஷியலா உங்களுக்கு தப்புன்னு தெரியாது நீங்க ஆரம்பிக்கும் பொழுது chat பண்ணும் பொழுது தப்புன்னு தெரியாது இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க chat ல போய் மாட்டிக்கிட்டு அவங்க தவிக்கறாங்க எத்தனை பிள்ளைங்க chat just they started just started for a fun for a time pass but they ended up in captivity they ended up in captivity ல யாருன்னு பேர் தெரியாதவங்களை லவ் பண்ற இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் நல்லாவே தெரியும் நான் உங்களுக்கு இதை பத்திலாம் உங்களுக்கு அதிகமாக பேசணும் அவசியமே அப்ப இந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கை தேவன் அழைத்ததான அழைப்பின் வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிறதான அந்த களத்துல இருக்கிற ஒரு வாழ்க்கை என்பது சவால் நிறைந்ததாக காணப்படுகிறது சவால் அல்ல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 God can bring you back from any situation uh, Whatever situation might be, come back In these days, we are seeing many broken families Many, many broken families We see lot of things If your kids are saying things like this If I am in this company, I have a lot of stress That's why I am doing this That's why I am doing this That's why I am doing this No, that is not the reason The reason is you rejected God it's not about your work stress it's not about anything else you don't want to hold god you want to reject god நீங்கள் தேவனை வெறுத்தபடியனால உங்களுக்கு படைத்தவரை அறிய வேண்டிய அறியுகிற அந்த அறிவை விரும்பாதபடியனால அதை நீங்கள் வெறுத்தபடியனால you ended up in something else you ended up in captivity நீங்கள் சிறப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கையில் அருமையான இது ஒரு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு திரும்பி God is faithful to to bring you you back your your original glory. If you realize your purpose. கைவிடப்பட்டு நாம் பண்றதும் இவன் சரியில்லை இவனை அடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களா சரி இல்ல வேணும் இவனை வளரவிடக்கூடாது என்பதற்காக சிலர் அவர்கள் பண்ணுகிற சூழ்ச்சியில நீங்கள் ஒருவேளை மாட்டிக்கொண்டு அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது தெரியாமல் இருப்பீர்கள் என்றால் This message is for you. You can come back from any situation. You can come back from any strong God you can come back from any situation. We want to convert for yourself to find a place that is wrong in the fight. We have nothing left with someone to fight. Friends and humans are unlike conditions. We have two places to suffer again and come back through again. We want to hear that from a common cure where is anywhere we can be left? Let's do this in mind if we look around this. மறுபடிய அப்ப யாரு அவரை நமக்கு எல்லாற்றையும் எல்லாம் இந்த காலவழியில் அருமையான இந்த ஐந்து எளிய வழிகள் ஏற்கனவே நான் முதல் காரியம் இருக்கட்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் சூழ்நிலை முதல் உங்களுக்கு அதிகாரத்திலே இருக்கிறது நாம் இன்றைக்கு அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கத்திரத்தில் திரும்ப கிடமோ என்கொயர் அவர் do not be overpowered by your money. Do not be overpowered by the success of this world! Do not be overpowered by the fame, popularity or so... Somebody else Mozart neutroned you pelo person, those who mis bermations and applying them for anything... Pray all things outside that, please it's important. In this way, we offer a spiritual spirit with a sexual relationship. Let's pray the Lord. Search on the Lord. why the situation why what am i i'll give you kick over the mahalla nammai aaraindu paarka vidamaga naam soodithirukra oru aaviye petrukka paad adukku naam pala example ungiruchirukku yoshua esther ivargal ellam avargal and valigilil vandavargal avargal aaraindu paartargal nammukku uddaniya uddaniya devasamudra pe aaraindu paartargal irandaavathu prayerful spirit the second tips anare you need agar braveful spirit any situation come back you can come back from any situation if you have a braveful spirit analam parunga pulambulin pusthakathile thuvakkathile padikkumbolu romba kashtama irukum andor thumba milatchin kaiyire kovathin milatchin kaiyire enmel veesappaninar avaru magime mandaramakinar tarila ipdha rom vaingirama irundalo இரண்டாம் அதிகாரயர்களுக்கு இரவும் பகலும் நதி அளவு நம்ம டம்ளர் அளவுக்கு சும்மாயிருந்து ராத்திரியில முதல் சாமத்தில் கூப்பிடு என்ன முதல் சாமம் முதல் ஜாமத்தில் எழுந்து சமூகத்தில் எல்லா தெருக்களின் முனையிலும் மூச்சி போகிற போதும் போதும் போதும் அப்போ இரவும் பகலும் கண்ணீர் விடுகிற அப்படி இறுதி என்ன பண்ணமா தண்ணீரை போல ஊற்று அது நன்றாக தெரியும் ஒரு மாமனிதனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை எனக்கு டாக்டர் The secret behind us is such a prayerful person. If you take prayer mountain, prayer clear, and you have prayer mountain, I will tell you, if you are like that, there is a cell. You can't stand up. If you are standing up, you can stand up. You can stand up. That's it. You are like that. You are like that. You have to go and go. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வந்துச்சு அவங்க கதவு முடிப்பாங்க அந்த செல்குள்ள ஒண்ணுமே இருக்காது சின்ன ஃபேன் ஒன்னு இருக்கும் அந்த செல் அது அப்படிங்கும் அதுல போய் உட்காந்துட்டாங்கன்னா அவர்ஸ் கணக்கு அழுதுட்டே இருப்பாங்க அழுதுட்டே இருப்பாங்க அந்த புறா விரும்புறது பார்த்துருக்கீங்களா நீங்க புறா வளர்ப்போம் புறா அழுதுட்டே இருக்கிற மாதிரி இவங்களோட அன்னை பாஷையும் அழுதியும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் I was standing there for many, uh, you know, few, few, few minutes. I was just hearing nothing. They were praying, crying, crying, crying, crying for the nation. That's why I'm saying, I'm not going to die, I'm not going to die. I'm going to die. I'm going to die. Hallelujah! Yeah. You know why? Because they are a prayerful spirit. Yeah. You can tell me that I'm a person. You can tell me that I'm a person. ம்பிப்பா என்றால் தேசம் மாறும் எது அந்த சிறையீர்ப்பு வெளியவாங்க you need a prayerful spirit. God created you in such beauty. Alleluia.... Hallelujah. Everyone who gave a son, will amen each other. Everyone whoail to die to do the plot it. For another day, for another day, for another day, for another day. as compared to our mother, he wanted to meet him. Alleluia. You come and fight to die. அப்படிப்பட்ட ஒரு ஜபாவியை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் மூச்சு நினைச்சுன்னா அவங்க கல்லலைக்கு தான் போனோம் யாரா இருந்தாலும் they are not they're not authority the authority is god hallelujah we need to turn to god we need to cry to god we need to bring him back into our country and to our lives hallelujah yeah. amen jesus come oh, everybody shout hallelujah come yeah. hallelujah <laughs> and 321 enna vasikkrom 321 la idai en manadhile veitu kandikka kondu iruppen idai en manadhila veithu naan enna panirpen சகசந்த அவமானப்பட்ட ஒரு திருசினா மகாபெரிய பாதிக்கப்பட்டவங்க வேற யாரும் இல்ல சீதன் பாறை அடிபட்டு போயிட்டு அந்த அந்த சிறை கிடங்கு வைப்பாங்க அப்படி பாடுவார் ஒரு கட்டத்துல எரிமையு ஒரு இடத்துல போய் கண்ணத்தில் நீ அமுக்கு ஒ நம்பிக்கை கொண்டிருந்த நான்காவது என்ன சொல்றாரு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் என்ன வாசிக்கணும் என்ன சொல்றாரு தமக்கு காத்துக்கிறவருக்கும் You are good for everyone whom you seek. You're now here alone, when you come out now. Hallelujah! So, who the believer... Dear God, are they heathom. Both Hell of us, what're we doing now? Creep. Creep. They are in the mouth of the Holy Spirit. What's your goal? நல்லவராக இருக்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது நம்பிக்கையோடு சூழ்நிலை போய் நீங்கள் தடுமாறி நீங்கள் விட்டு தூரம் போய் அவர்களாக அல்லது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில உணர்கிறவர்களாக இருக்கலாம் என்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என் வியாதி என்னை திரும்பப்படுத்துகிறது எனக்கு வெலவினம் இருக்கிறது நான் என்ன பண்ண போகிறேன் என்ற ஒரு கேள்வி இருக்கும் என்றால் உங்க குடும்ப சூழ்நிலை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நெருக்குகிறவர்களாயும் கஷ்டத்தில் இருக்கிறவர்களாயும் இருக்கிறதுனால என்னால் திரும்பி வர முடியுமா என்ற கேள்வி ஒருவேளை உங்களுக்கு இருக்கும் என்றால் இனியும் எனக்கு ஒரு வாய்ப்பு வராதா யாராவது என்னை உயர்த்த மாட்டார்களா யாராவது என்னை தேய்ச்ச மாட்டார்களா என்று சொல்லுகிற இருந்தாலும் today the word of god is coming to you ungul ovvortirkum devde vaarthu virudde devun ungale thirumbum kondu varavum virumbukirar avar entrendrekkum kai vidamaattal ungal arigal irukkirar hallelujah inda kaalavellila kuda annam vaasithume eliyavanudaiya aathmaave rachippadirkaga avar enna irukkara arigid irukkirar வழி நடத்தேவனாக இருக்கிறான் பாருங்க தகப்பன விட்டு என்ன பண்ண தூரமாய் போன அப்போ சொன்னாரா இவனுடைய ஆசை இவன் செலவழிக்கிறான் ஒருத்தர் போறாங்க கடைசியில பன்றியின் தவிடு கூட அவனுக்கு சாப்பிடு கிடைக்காத பொழுது அவனுக்கு மூலையை உதைக்கிறது அவன் அங்க திரும்பி போறதுக்கு அங்கதான் சோதி தருகிறான் ஓ என் அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள் இன்னைக்கு சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல உடல் இருக்கு எனக்கும் பன்றின் நடுவுல தூங்குறது கூட எனக்கு வசதிகள் இல்ல பன்றின் சாப்பாடு கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று அவன் மறுபடியும் வரான் அப்ப வரும் பொழுது வசனம் அழகாச்சு நீங்க அந்த நுணுக்கங்கள்ல நீங்க மறக்கவே கூடாது அது வசனம் என்ன சொல்வது அப்பா மகன் என்ன பண்ணாரா வீட்டுக்கு வந்தோடனே அணைச்சாரா என்ன பண்ணாரு தூரத்தில் வரும்பொழுது The moment in our heart, oh, I am going to hear what I am going to say. What is going on in my life? What is going on in my power situation? What is going on in my life? What is going on in my life? What is going on in my life? I am going to hear what I am going on in my life. God is there. He will open doors for you. He will come in search of you. Our வருவார். தேடி Such is the father's love! Come on everybody! Worship our our lord! Thank you! you, father! father! இருக்கும் பொழுதே அவட்டி அணைச்சு எப்படி சுத்தமா சொல்லுங்க சொல்லுங்க சகோதரிமார்கள் Do you want to go to the center? Why do you want to go to the center? That's why you don't want to go to the center. What did you do in the distance? Because you want to go to the center. That is the Father's love. That is God's love. He will bring you back. He will bring you back. If you take a step, He will definitely come in search of you. He will hug you. He will kiss you. Hallelujah. Hallelujah. In Los Angeles, le, ஒரு செய்தியில அல்லது பேப்ப ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு வீட்டை விட்டு வெளியே போயாச்சு இந்த அம்மா தனியா இருக்காங்க தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க அமெரிக்கால இருக்க போலீஸ் என்ன சொல்லுவாங்க பேச முடியல எந்த விதமான வார்த்தையும் நிலவரும் அவங்களுக்கு தெரியல அம்மா நாளுக்கு நாள் அழுது கடைசியில் தீர்மானம் பண்ணாங்க விடல தொடர்ச்சியா தேடிக்கொண்டே இருக்காங்க வங்க ரோட்ல இருப்பாங்க அவன் ஏற்கனவே ரசலர் ஒரு இடத்துல பார்த்துருக்கான் இவனுக்கு பேர்கர் இவன் கையில் நிறைய பேர்கர் இருக்கும்போது அவனுக்கு சாப்பிட கொடுத்துருக்கான் ஒருவேளை அவனாக இருக்கும்போது ஆனால் பேர் தெரியாது இருக்கக்கூடுமான்னு சொல்லிட்டு ஒரு நிருபருக்கு அந்த அந்த பேப்பருடைய நம் அவன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு நீங்கள் வர முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறான் அந்த இடத்துல இந்த பாழான வண்டிகள்லாம் இருக்கிறது அந்த இடத்துல தூங்கு தூங்குறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது அந்த இடத்துல இந்த ஒரு பிளான் மேன் வாஸ் wearing yellow-colored jacket, and he was wearing four-palded trick. He told him to go to Russell. He is turning back. And the olive is coming. Russell, you are Russell. Your mother is waiting up. The he is reporting. He is going to come. He is going to talk to you. He is going to talk to you. He is talking to you. He is talking to you. He is talking to you. He is talking to you. He is talking to you. அம்மா அவனுடையிலைத்து அவனு முத்தம் வரவேற்ற என்னை கேட்கிற அருமையான தேவட பிள்ளையே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தாய்க்கும் தகுப்பனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இவ்வளவு அக்கறையும் அன்பும் இருக்கும் என்றால் நல்லா கவனிங்க உங்களை என்னையும் படைத்த தேவன் தாயின் கருவில் உருவாக்கும் உன் எலும்புகளை கண்டேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் திட்டம் பண்ணி பெயர்களை வைத்திருக்கிறேன் நட்சத்திரங்க பெயரிட்டு அழைத்தவர் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டம் எவ்வளவு பெருசா இருக்கும் அவருடைய மேன்மை எவ்வளவு பெருசா இருக்கும் அவருடைய அழைப்பு எவ்வளவு பெரிதா இருக்கும் அவருடைய கணம் எவ்வளவு பெரிதா இருக்கும் அவருடைய சந்தோஷம் எவ்வளவு பெரிதா இருக்கும் அவருடைய மேன்மை எல்லாம் எவ்வளவு பெரிதா இருக்கும் மறுபடிமாக தேவன் உங்களை கொண்டு வர அவர் உண்மையாளவராக இருக்கிறார் நம்ம எல்லாரும் எல்லாரும் செய்தியோடு கூட கத்திர உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார்